தங்கி இருக்கின்றி இருக்கும் அவர்களுக்கு ஜுரம் காய்ச்சல் அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் அபுவ ஜல்லஸ்தான ஆண்டு அமைப்பின்படி அவனுடைய கவாவின் கூடாரத்தில் படுத்திருக்க கூடிய நேரத்தில் அம்மா ஜல்ல ஆண்டு கிருபையை கொண்டும் அவனுடைய ஒரு கதாவை கொண்டும் அப்துல்லா வாங்கக்கூடியவர்கள் அப்புவா வேணும் தாளத்தில் அங்கே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 அமலாக இருக்கின்றார் வியாபாரத்திற்கு வந்த இடத்திலே மீண்டும் இந்த செல்வத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தந்தையே தன்னுடைய மனைவியை காணாத முறையில் அல்லாஹு அவர்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு உபாத்து மரணம் வந்துவிட்டாரே என்று வியாபாரிகள் மனதிலே தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இறுதி மரியாதைகளையெல்லாம் செய்து கழிவு அந்த அபுமாம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நல்லடக்கம் செய்திடுமார் அப்துல்லாம் அவர்களையும்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 ஆனால் அவங்களுடைய ஒட்டகமும் அவங்களுடைய பொங்கலையும் கொண்டு வந்து இறக்குகின்றீர்களே என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கருத்துக்கும் பொருத்தமுடைய மகன் அப்துல்லாவே எங்கே என்று ஆவலோடி கேட்டிடுவார் அப்துல்ல எங்கு எங்கு என்று துடிப்பாக கேட்கின்றார் அது கேட்ட அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் கண்களில் கண்ணீர் சிந்துகின்றது அப்துல் முத்தலீப் அவர்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள் அப்துல் முத்தலீப் அவர்களே பெரியவர்களே நடந்து ஒரு சம்பவத்தை சொல்வது என்று சொன்னால் எங்களுடைய நாவுகள் தடுமாறுகின்றது எங்களுடைய உடல்கள் சோறுகின்றது என்று அந்த வணிக கூட்டத்தாங்கள் கண்களில் கண்ணீசிந்த என்னவென்று சொல்லிடுவோம் நடந்ததொரு காரணத்தை உடலும் உள்ளமும் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த இடத்திலே வந்து தங்கி இருந்தோம் அல்லாவுடைய ஒரு தத்திரின்படி தாங்களுடைய மகனுக்கு ஏற்பட்ட ஜரத்தினுடைய ஒரு தன்மையை கொண்டு அங்கே மரணித்து விட்டார்கள் ி விட்ட என்று சொன்னும் இந்த செய்தியை கேட்ட அப்துல் முத்தலிபு அப்படியே தன்னை மறந்து தட்டு கிட்டு கை சொல்ந்து மேய்சொல்ந்து மயங்கிய விழுந்திடுவார் பூமியிலே இறந்திடுவார் ஒரு துன்பத்துக்கும் துக்கத்துக்கும் அளவே கிடையாது மகன் மரணித்து விட்டார்கள் அருமை மகனே அப்துல்லாவே உன்னை மீண்டும் வியாபாரத்துக்கு சந்திரமகன் திரும்பி வந்து தீதாரை பார்ப்பதற்கு இல்லாது போய்விட்டதே என்று வருதினார்கள் துடித்தார்கள் இதே நிலையில அப்துல்லா உபாத் என்ற செய்தி ஆமினாவுக்கு தெரிந்தது அது கேட்டவுடனே அந்த ஆமீன் அம்மா அவங்கப்பட்ட ஒரு துன்பமும் அவர்கள் பட்ட ஒரு துயரமும் அந்த அளவுக்கு ஆமினாவுடைய ஒரு சோகத்தன்ம இந்த முறையிலே ஆமீன் அம்மாவும் ஆகக்கூடியவர்கள் தன்னுடைய கணவர் மரணித்து விட்டார்கள் என்றதும் அப்படியே மயங்கி கீழே விழுந்து அவர்களுடைய காமேகத்துக்கு கரும் கூந்தல்கள் அந்த ஆவினம்மாவாக கூடியவர்கள் மனதில் ஆரா துயரத்தோடு முத்து முத்தாய் கண்ணீர் விட்டு அவர்கள் முகஞ்சோர்ந்து பூமியிலே கிடந்து உருண்டு பிறன்று அழுது புலம்புகின்றார்கள் இதை பார்த்த நின்ற கண்ட அத்தனை ஜீவன்களும் உலகத்தில் உண்டாவாகிய ஜீவன்கள் எல்லாம் ஆமினம்மாவுடைய ஒரு சோகத்தையும் துக்கத்தையும் கண்டு கண்ணீர் வடித்ததாம் இந்த முறையிலே ஆமினம்மா அவர்கள் மனதிலே தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல் முத்தலீப் அவர்கள் பார்த்தார்கள் நம்முடைய மர்மகளோ கர்ப்பசரியாக இருக்கின்றார்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 தாயுடைய கர்ப்பத்திலே ஜனித்திருக்கின்ற அருமை நபி நம்முடைய அருமநாயக ரசூலேக்கரம் அலைவசல்லம் தந்தை இல்லாத குழந்தையாக ஆறு மாதம் அமலா இருக்கும் போதே தந்தையை பிரிந்து விட்டார்கள் இந்த நிலையில அந்த மக்கமா நகரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அதாவது என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் இந்த ஆமீனம்மாவ கல்யாணம் முடித்து கொண்டு வந்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள்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 அந்த பிள்ளையினுடைய ஒரு தன்மையை கொண்டு தந்தையை பிரிந்து விட்டார்கள் என்று அந்த மக்கம்மா நகரத்து பெண்களை வடு பேசினாங்களா என்ன நேரம் வந்தார்களோ அதனால் அவருடைய கிணவரை இழந்து விட்டார்கள் என்று இப்படி பல குறைகளை சொன்னார்களாம் அந்த காலத்திலே உள்ளவர்கள் இப்பவும் சொன்னாங்களோ கல்யாணம் முடிச்சு புது பொண்ணு புதுமாப்பிள வீட்டுக்கு வந்தார்களே ஆனா மரணம் மவுத்து எல்லாருக்கும் உண்டு அதே நேரத்தில் கல்யாணம் முடிச்சு புது பொண்ணு வீட்டுக்கு வந்த புருஷம் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ ஒரு லாப நஷ்டம் மாமனாரோ மாமியோ இறந்துட்டா போடனே சொல்லிருவேன் காலையில் எடுத்து வச்சுதோ மாமியை தூக்கி திண்டுட்டா இல்ல மர்ம தூக்கி சாப்பிட்டா சொல்லுவோம் நம்ம நாட்டு பழக்கம் அதுபோல அந்த காலத்திலேயே சொல்லி இருக்காங்க இது மாதிரி ஒரு குறையை சொல்லி இருக்கின்றார்கள் ஆகையினால இதெல்லாம் கேட்டு ஆமினம்மா மனதை தேய்ச்சியவர்களாக இருக்கின்றார் ஆறு மாதங்களை பெறுகின்றது ஏழாவது மாதம் ஆமினம் அவர்களுடைய அரண்மனையில் நித்திரியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மானா என்று சொல்லுகின்றார்களே நபிய அவர்கள் மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே ஆனால் நபி தாவூத் அலி சலாத்து வலாம் வந்து சொல்லுகின்றார் ஆமினாவே தாங்களுடைய வயிற்றில் ஆண்டவன் தனிபாடாகி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேரு கொத்த ஒரு பிள்ளையாக இருக்குமேயானால் எப்பேர் குற்ற ஒரு பாலகராக இருக்குமேயானால் சாமானியமா உடையவர்கள் அல்ல லா இலாஹ் முகம் என்று சொல்லக்கூடிய கலிமாவுக்குரிய நபியாக இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக பிறக்க இருக்கின்றார்கள் ஆகையினால் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீ முகம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லிடுமா திருநாமம் வைக்க சொல்லி மறைந்த அருமை நபி தாவூத் அலித் ஆமினாவுக்கு இது போன்ற ஒரு நன்மாராயத்தை சொல்லி மறைந்தார்கள் அது கண்ட ஆமினம்மா முடித்து தன்னுடைய கணவருக்கு தன்னுடைய கணவருக்கு பகரமாக யாரிடத்தில் இந்த நல்ல செய்தியை சொல்வது என்று சொன்னார் அவங்களுடைய தாய் சபா அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க அவங்க இடத்துல சொல்லி தான் கண்ட கனவையும் சொல்லி இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டு புகழ்ந்து கொள்வார்களா இந்த முறையிலே ஏழு மாதம் நபி தாயுடைய கிர்பத்திலே தனித்திருக்கின்றார் நிறைவு ஏழு மாத நிறைவாகி எட்டாவது மாதம் அதுபோன்ற அமினம்மாவுடைய கண கனவிலே எல்லாம் ஒரே குடையில் ஆண்டு கொண்டிருந்த நபி சுலைமான் அவர்கள் இன்னும் மாதம் மினாமியத்தில் தோண்டி ஆமினாவுக்கு சொல்லுகின்றார்கள் உண்மை உள்ளே எட்டாவது மாதம் நபீர் சுலைமான் அலசலாத் தோன்றி அவர்களுக்கு வாழ்த்து கூறி சொல்லுகின்றார் ஆமினாவே தாங்கூடிய வயசிலே ஆண்டவன் தனிபாடாக்கி வைத்ததுக்கு இந்த குழந்தைய பேருக்கு ஒரு பிள்ளையாக இருக்குமே ஆனார் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இஸ்லாம் என்று சொல்லத்துக்கு உலகத்தில் அவர்கள் ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மதி என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று நபி சுலைமான் அலிம்தான் என சொல்லி மறைந்தார்கள் கண்டு கனவை கண்டு முழித்த ஆமீனம்மா மிக்க மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய சபா அம்மாவுக்கு சொல்லி சந்தோஷம் அடைக்கின்றார்கள் சுபகல்லி கிருப்பத்தில் நிறை பெறுகின்றது ஒன்பதாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர்களுடைய யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களே ஆனால் அவர்கள் கனவில் வருது சொல்லி ார்கள்ீனாக தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தரிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தையை பேர் குற்றவர்களாக இருக்குமே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 மாதம் கர்பம் என்பதாக சொல்லுகின்றார்களே ஒன்பது மாதம் என்பதாக சொல்லுகின்றார்களே என்று அந்த தன்மையை பார்த்து அந்த சபா அம்மா சொல்லுகின்றார்கள் உலகத்துல அதாவது பெண்கள் அமல் உண்டாகி விடுவார்களே ஒவ்வொரு பழக்கம் உண்டு ஆமினம்மாவாக கூடியவர்கள் இனிப்பையோ குளிப்பையோ உறப்பையோ அவங்க விதிப்பி சாப்பிட்டது கிடையாது அது மட்டுமல்ல ஆமீனம்மா உண்டான அடையாளங்கள் எதுவும் அவங்க தெரியவில்லை உலகத்துல பெண்கள் அமல் திரித்து விடுவார்களே அந்த கர்ப்பத்தினுடைய தன்மையை கொண்டு அந்த பெண்களுடைய அழகு குன்றிவிடும்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 பெண்கள் அமல் தெரித்தவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டும் சில பெண்கள் இனிப்பை விரும்பி சாப்பிடுவாங்க சில பெண்கள் புளிப்பை விரும்பி சாப்பிடுவார்கள் சில பெண்கள் உறப்பை சாப்பிடுவார்கள் சுருக்கமாக சொன்ன சில பெண்கள் அதாவது அந்த கர்ப்பஸ்திரிகளாக கூடியவர்கள் மண்ணையும் திம்பாங்க சாம்பலையும் திம்பாங்க இது பெண்களுடைய ஒரு சுவாகம் ஆனா அது போல ஆமீனம்மா எதையுமே அவங்க விரும்பி சாப்பிடுறது கிடையாது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 பக்கத்து வீட்டுகளில் போய் கூப்பிட்டான் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுகளில் போய் பெண்களை அழைத்தான் என்ன விதமாக என்னுடைய மர்மகள் அதாவது குழந்தை பேர் காலத்துக்குரிய ஒரு நேரமாக இருக்கின்றது இதற்கு நீங்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அழைக்கின்றார்கள் அப்ப அந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள் அப்துல் முத்தலீப் அவர்களே உங்களுடைய மகன் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான பெண்கள் தவம் இருந்தார்கள் ார்கள் எல்லாம் விட்டு வெறுத்து மதினாவ மகனுக்கு கல்யாணம் முடித்து கொண்டு வந்தீர்கள் அல்லவா அங்க போய் உங்களுடைய மருமகளுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு ஆளை கூட்டிக்கிட்டு வாங்க மறந்து கூட உங்க தலைவாசல நாங்க கால் எடுத்து வைக்க மாட்டோம் என்று அந்த மக்கத்தில் உள்ள பெண்கள் சொன்னார்களாம் சுபகானல்ல எந்த நேரத்தில் அவர்கள் பழிதீர்த்து கொள்ளுகிறார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும் அதே நேரத்துல அல்லாஹுடைய நாட்டம் என்னவென்றால் அருமநபியினுடைய பிரசவத்தை உலகத்துடைய பெண்கள் யாரும் பார்க்க கூடாது அந்த முறையில் அல்லாவுடைய நாட்டம் அப்படி இருக்காட்டில் மகள் அதாவது பெரிய பெரிய படம் படைத்த ஒரு சீமானுடைய மகள் மக்கமா நகரத்தில் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மனைவியாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமையானால் அப்துல்லாவுடைய விவரத்தை கேள்விப்பட்டார்கள் அப்ப மக்கத்தில் உள்ள பெண்கள் அம்மா நீ எவ்வளவோ தூரத்துக்கு அப்புறமாக இருந்து வந்திருக்கின்ற இதே மக்கமா நகரத்தில் அந்த அப்துல்லாவுக்கு வாழ்க்கை பெறணும்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 ஆமின் அம்மாவுடைய கர்ப்ப வேதனை அதிகரித்ததும் அப்துல் முத்தரீப் அவர்களை அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்களை மறுத்ததுனால அப்துல் முத்தரீப் மனதிலே கொண்டவர்களாக ஆண்டவனைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே என்று அவர்கள் விரைந்து காபத்துள்ள பள்ளிவாசருக்கு சென்று ஆண்டவனை வேண்டுகின்றார்கள் ஆண்டவனே என்னுடைய மருமகளோ பிரசவத்தினுடைய வேதனையினால் அவர்கள் வேதனை பெற்றுக் அவருக்கு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 மலாயகத்துமார்களையும் ஊரிலின் பெண்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றார் அவர்கள் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் ஆகையினால் அவர்களுக்கு உலகத்துடைய பெண்கள் யாரும் அந்த பிரசவத்தை பார்க்க பார்ப்பதற்கு தகுதி கிடையாது நீங்கள் சென்று அவர்களுக்கு பிரசவம் பார்த்து வாருங்கள் என்று அவ்வாறு உத்தரவு கொடுக்கின்றார் அதன்படி சொர்க்கத்து ஹூரலியின் பெண்கள் எல்லாம் உலகத்திலே சொர்க்கத்தினுடைய வயதமான புடவைகளையும் உடுப்புகளையும் மாசன திரவியங்களையும் தான் எடுத்து அணிந்து இந்த அலங்காரம் செய்து சொர்க்கத்தினுடைய ஹூரலியன்கள் என்று சொன்னால் எப்படி இருப்பார்கள் ஆக எண்ணி பார்க்கணும் ஆனால் அவர்கள் அப்படி அழகோடு ஒளிவோடு தெளிவோடு அணியணியாக சூரியன் பெண்களாக குடியிருமக்கு மக்கமா நகரத்திலே வந்தங்க இறங்கிடுவா அவர்களுடைய இந்த முறையிலே அணி அணியாக ஆமினம் வீட்டுக்கு அந்த பெண்கள் வர்றாங்க இந்த பெண்களை பார்க்கும் போது இது உலகத்தில் உள்ள பெண்கள் தெரியலையே இந்த பெண்களுடைய அழகும் ஒளிவும் தெளிவும் இவ்வளவுதான் மற்றொரு பெண் சொல்லுகின்றார் இந்த பெண்கள் ஆண்டவன் சந்திரசூரிய சொல்லக்கூடிய அந்த ஒளிவில் இருந்து இந்த பெண்களை படைத்தானோ என்று சொன்னார் இல்ல இல்ல இந்த பெண்களை அதாவது ஆண்டவனுடைய ஒரு கிருமியை கொண்டு மழை காலத்தில் இடி இடித்து மின் வெட்டினால் அதனுடைய ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது ஒளிவை கொண்டு இந்த பெண்களை படைத்தானோ என்று இப்படி பல வர்ணனையாக பெண்கள் பேசிக்கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் அந்த பெண்கள் ஆமினம்மாவுடைய வீட்டுக்கு அணியணியாக போய் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறையில் ஆமினம்மாவுடைய வீட்டுக்குள் இன்னும் பெண்கள் எல்லாம் வந்திடுவா மீண்டும் யார் அனுப்பி வைக்கின்றான் பெற்றெடுத்த தாயாகிய மரியாத்து அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார் நீங்க ரெண்டு பேரும் சென்று வலதுபுறமும் இடதுபுறமாக நின்று அவர்களுக்கு நீங்கள் பிரசவத்தை கவனித்து வாங்க என்று அல்லா உத்தரவு அதன்படி உலகத்தினுடைய மானிட வடிவை போன்று என் ஆசியாவும் அரியும் பிவி இரண்டு பேர்களும் தானே வந்து இறங்கி ஆமினம்மாவுடைய திருமனைக்குள் சென்று ஆமினாவுடைய வலதுபுறமும் ஆமினாவுடைய இடதுபுறமாக இரண்டு பேர்களிருந்தானே நின்று கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளைத்தானே சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் சுபகானங்களா அமரோர்களும் ஊரில் பெண்களும் அணி அணியாக ஆமினம்மாவுடைய வீட்டில வந்திருப்பதை பார்த்தால்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 கர்ப்பத்தினுடைய ஒரு நோவினை நான் வேதனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆமினம்மா அவர்களுக்கு அவ்வாறு ஜல்லசானத்தின் உத்தரவு கொண்டு ஒரு மதக்காக கூடியவர்கள் ஒரு அமர ஒரு மதகர கிண்ணத்தில் பானக்கத்தை தான் கொண்டு வந்து இன்னும் ஆமினம்மாவுடைய வீட்டில் இன்னும் அந்த வானிலோ அமரவர்கள் மலாக்கத்தில் உருளின் குடியிருக்க வேண்டிய அந்த கூட்டத்திற்குள் ஒரு பெண்ணுடைய கையில கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதை ஒரு குரிலின் பெண்மணி வாங்கி அதை கொண்டு சென்று ஆசியா மரியத்துடைய கையில் கொடுக்க அவர்கள் தான் வாங்கி ஆமீன் அம்மாவர்களுக்கு அந்த சொர்க்கத்துடைய பானகத்தை குடிக்கும்படியாக கொடுத்தார்கள் கொடுத்தவுடனே ஆமீன் அம்மா அதை வாங்கி குடித்ததும் அவங்களுடைய கர்ப்ப நீங்கி அவங்களுடைய திரேகம் அப்படியே வியர்த்து விட்டது அப்படி திரேகம் விசத்து உடனே அல்லாவுடைய உத்தரவு ஒன்று சொர்க்குலோகத்தில் நின்றும் ஒரு வெண் பச்சியாக கூடியது வெண் பிராவாக கூடியது பறந்து வந்து ஆமீனம் வீட்டுக்குள் சென்று ஆமீனம் நின்று அந்த சொர்க்குலோகத்தினுடைய வெண் கூடிய அதனுடைய ரெக்கையை கொண்டு மெல்ல நல்ல வீசியிடுமா